Good morning everyone, SSC, MTS எம்டிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கான நோட்டிஃபிகேஷன் வேக்கன்சி பார்த்திங்கன்னா லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒர்க்கிங் பீப்புள்ஸாக இருக்கலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க ஸோ உங்களால் இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியுங்கிறதுக்காகவே ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியில் ஆன்லைன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் லைவ் கிளாஸாக கொடுக்க போகிறோம் ஸோ ரெக்கார்டிங் க்ளாஸ் கிடையாது லைவ் கிளாஸ் உங்கள் டவுட்ஸ் இருந்தால் டேரக்டாகவே நீங்கள் கேட்டுக்கலாம் free study material, free test series எல்லாம் கண்டக்ட் பண்ண போகிறோம் சப்போஸ் ஏதோ ஒரு கிளாஸ் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட ஆப் ஐடெக் ஐஐஎஸ் அகாடமி ஆப் இருக்குது ஸோ அதில் நீங்கள் மிஸ் ஆன க்ளாஸ் ஆகட்டும் டெஸ்ட் ஆகட்டும் நீங்கள் டெஸ்ட்டை ரைட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ்க்கான ஃப்ரீ டெமோ கிளாஸ் கம்மிங் சாட்டர்டே ஜனவரி டுவெண்ட்டி எயிட் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஈவினிங் செவன் பிஎம் ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் அட்டன்ட் பண்ணணுன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க டபுள் நைன் சிக்ஸ்